அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹியிலர் கலைச்சிருவி பேசுகிறேங்க ஏன்னிக்கு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆஷாட நவராத்திரி தான் பார்க்குறீங்க அந்த நவராத்திரி நாளில் ஐந்தாவது நாள் பஞ்சமி திதி அதாவது இந்த ஆஷாட நவராத்திரியில் வந்து வராகி அம்மனுக்கு நம்ம வழிபடுவோம் ஒம்பது நாளும் வந்து பிரசாதம் நெய்வேதியம் வச்சு பானகம் வச்சு வழிபடுவோம் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள்ங்க வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் அந்த ஐந்தாவது நாள் பஞ்சமி திதியே வருது அதனால் நான் இங்கே வீட்டில் சிறப்பாக கும்பிட்ருக்கேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பஞ்சமி திதி அன்னைக்கு மாதம் மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு இப்படி வணங்கலாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கூட நீங்கள் செஞ்சு வழிபடலாங்க நான் நவதானியங்கள் கீழே வச்சுருக்கேங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பாலபிஷேகம் பண்ணிட்டேன் பாலபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அம்மனுக்கு வந்து வராகி அம்மனுக்கு சின்ன புடவை ஒன்று சாத்திட்டு அதுக்கப்புறம் விராலி மஞ்சளில் மாலை போட்டிருக்கேன் நான் விராலி மஞ்சள் ரொம்ப உகந்தது அதுவும் திருமணம் ஆகாதவங்க வந்து போட்டால் உடனே உடனடியாக திருமணம் நடக்கும் இந்த நவராத்திரி அன்னைக்கு நீங்கள் வழிபட்டிங்கன்னா வராகி அம்மனுக்கு உடனடியாக ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்னைக்கு இது வழிபட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமானது இன்றைக்கி பஞ்சமும் கூட அதனால் கீழே நவதானியங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த நவதானியத்துக்கு மேலே தான் வந்து வராகி அம்மனை வச்சிருக்கேன் அதுக்கடுத்தது சைடில் அரிசி வச்சுருக்கேன் ஒரு படியில் அதுக்கப்புறம் கோடி தீர்த்தம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அந்த கோடி தீர்த்தது மூலிமா அபிஷேகம் பண்ணிவிட்டு பால் பண்ணி தயிர் அபிஷேகம் பண்ணிட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு ஷூட் கொடுத்துட்ருக்கேன் ரெண்டு பக்கம் பாருங்கள் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன் கந்துஷ்டி கோஷம் வச்சுருக்கேன் நெய்வேதியன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தேங்காய் வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் என்ன சுமங்கலிக்கு கொடுக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் பூ வச்சுருக்கேன் பானகம் அதாவது இதில் பானகம் வந்து ரொம்ப விசேஷம் வராகி அம்மனுக்கு அதனால் பானகம் வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்தது அங்கே தண்ணி வச்சுருக்கேன் விளக்கு ஒன்று வச்சுருக்கேன் வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பிரசாதம்னு வராகி அம்மனுக்கு பிடித்த தயிர் சாப்பாடும் லெமன் சாப்பாடும் வச்சுருக்கேன் உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸை வச்சு வழிபடலாம் என்னால் சிம்பிளாக நான் இன்றைக்கி கும்பிட்டுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேப்பிலை வந்து ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெட்டி வேர் வாங்கிக்கோங்க கடையில் அது வெட்டி வேர் கொஞ்சம் வாங்கிக்கோங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மிளகு அஞ்சு வச்சுருக்கேன் மிளக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இதில் பாருங்கள் மஞ்சள் குங்குமம் பின்னாடி இருக்குது மிளகு ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் எதனால்தான் இது கந்திஷ்டி நீங்கிறதுக்குதாங்க இது மஞ்சள் துணியில் அதாவது வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் கலந்து காய வச்சுட்டு அதை சாமி முன்னாடி வச்சு வெட்டி வேறும் ஐந்து மிளகும் ஐந்து நீங்கள் வேப்பிலை இப்போ சாமிக்கு பின்னாடியும் பாருங்கள் வேப்பிலையை வச்சிருக்கேன் இருந்தாலும் ஐந்து வேப்பிலையை வச்சுட்டு இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி வராகி அம்மனுக்கு இந்த நவராத்திரிக்கு நீங்கள் வைக்கணுங்க வச்சுட்டிங்கன்னா அனைத்து விதமான உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் சங்கடங்களும் எதாக இருந்தாலுமே இது போக்கி கொடுப்பாங்க வராகி அம்மன் இது சாமிக்கிட்டேயே நீங்கள் மூட்டையாக கட்டி வச்சிடணும் வச்சுட்டு நவராத்திரி முடிஞ்ச வாட்டி நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பிராணி போடுறீங்கல்ல அந்த சாம்பிராணி போடுறதுல இந்த நெருப்பில் இதை நீங்கள் போட்டுடணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு கந்துச்சிலேருந்து செய்வினை ஏவல் எது செஞ்சாலும் சரி அவங்களுக்கே திரும்பி அட்டாக் ஆகிடுங்க ஆனால் இதை நீங்கள் வந்து வச்சு வழிபடும்போது வச்சு வழிபட்டுட்டு நீங்கள் மூட்டையாக கட்டிவிடுங்க கட்டி முடிச்சுட்டு சாமிக்கிட்ட வச்சுருங்க வச்சு முடிச்சுட்டி நவராத்திரி முடிஞ்ச வாட்டி அதை எடுத்து நீங்கள் தூபமாக நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லதுங்க வராகி அம்மனோட ஆயிரத்தெட்டு போற்றி வந்து இப்போ சொன்னேன் குங்குமம் அர்ச்சனமும் பண்ணியிருக்கோங்க அது சுமங்கலி பெண்களி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த குங்குமம் வந்து கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இந்த நவராத்திரி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நவராத்திரி வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி வந்து ரொம்ப சிறப்பாக வழிபடுங்க டெய்லி உங்களால் வ வழிபட முடியல அப்படின்னா அந்த பஞ்சமி திதி அந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி வந்திருக்கு இன்றைக்கி அந்த பஞ்சமி திதியில் வழிபட்டிங்கன்னா கூட போதுமானது ரொம்ப விசேஷமானது அதனால் கட்டாயம் வந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்றைக்கும் நீங்கள் இது மாதிரி வழிபாடு பண்ணலாம் இன்றைக்கி நவராத்திரினால் உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் வந்து பண்ணியிருக்கேன் ஆனால் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னால் ஃப்ரூட்ஸ் எதுவும் நான் வாங்கலை ஆனால் வாழைப்பழம் தேங்காய் மட்டுந்தான் வாங்கிட்டு உங்களுக்கு பிரசாத நெய்வேத்தியமாக வச்சுட்டு பானகம் வந்து நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன் சுவாமிக்கு அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த சேனல் பார்க்குறவங்க அத்தனை பேரும் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயம் மாதம் மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் என்ன டேட்டில் வருதுன்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன் வராகி அம்மனோட வீடியோ வந்து லைவாக கொடுத்துருப்பேன் அதாவது கோயிலில் இருந்து எடுத்திருப்பேன் அந்த கோயிலில் பேனர் போட்டிருப்பாங்க அந்த பேனர் கட்டிருக்கிற இடத்துல வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த பேனரை நான் வீடியோ எடுத்திருக்கேன் அது வந்து போ நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த வருடம் வந்து எப்பெல்லாம் பஞ்சமி தீதி வருது அப்படின்றத அந்த டேட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் முடிஞ்சால் இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு நான் அதை ஃபோட்டோவை எடுத்து அனுப்புகிறேன் நீங்கள் பாருங்கள் இது லைவாக கொடுக்கணுந்தான் ஈவினிங் எடுத்துருக்கேன் இது ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வராகி அம்மனுக்கு பூஜை அதனால் நான் இப்போது எடுத்துகிட்டு இருக்கேன் செவன் ஓ தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்றத என்னோடய ஆசை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம் பானகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து தயிர் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் மாதுளை ரொம்ப பிடிக்கும் ஆனால் மாதுளை வந்து இன்றைக்கி நான் வாங்கலை அதனால் நான் வைக்கலை உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை வச்சு சிம்பிளாக வழிபாடு பண்ணலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெருப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்